படிகள் உங்கள்கிட்ட மறான அதிகாரியிடமே வளைக்க வேண்டும் இயற்கை உடங்கள் பெண் பத வேண்டும் மக்களுக்கு வெல்பு நீர்치 தர வேண்டும் அவ இவன் சேடை சுற்ற بڑے